வேண்டிய நேரத்தில் அரண்மனையில் எப்பேர் கொட்ட ஒரு அதிசயமான ஒரு கனவை காணுகின்றார்களான நம்முடைய பெருமானார் மாப்பிள்ளை கோமாக அலங்கரிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களை மாப்பிள்ளையாக அழைத்துக் கொண்டு வனு இல்லத்திற்கு வருவதை போன்று ஒரு கலையான காட்சியை அவங்க கனவுலே காணுகின்றார்கள் இப்படி ஒரு அதிசயமான கனவை கண்ட ஹதிஜா பிராட்டியார் பதறி முடித்து வந்து வியாபாரத்துக்காக சென்றதும் வியாபாரத்துக்கு சென்ற அருமை முகம்மது மற்றும் உள்ள வியாபாரிகளுமாகத்தானே சிறப்பாக நம்முடைய நாட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் என்று சந்தோஷம் கொண்டேடு ார்கள்ருடைய இல்லங்களுக்கு திரும்பிச் சென்றார்கள் அதே நேரத்தில் அருமை நபி அவர்கள் வணிக பொருளை எல்லாம் அனுப்பி வைத்துவிட்டு அவர்களுடைய இல்லத்துக்கு செல்லுகின்றார்கள் அபு தாரிப் அவர்களும் அவர்களுடைய மனையார் அவர்களும் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அர்ம முகமது கண்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி அழைத்து சென்று நடந்த சம்பவங்களை எல்லாம் கேட்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டார்களாம் இவ்விதமாக வியாபாரத்திற்கு செல்லை செல்லும் இடத்திலே நடந்த சம்பவங்களும் வியாபாரத்துக்கு சென்ற இடத்தில் நடந்த சம்பவங்களும் திரும்பி வரும் நடந்த சம்பவங்களையும் எல்லாருக்கும் வழக்கி சொல்லி சந்தோஷமடைந்தார்களாம் இந்த விதமாக அனை பேர்கள சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் நம்முடைய பெருமானார் தொழிலையும் அவர்களுடைய ஆற்றலையும் அவர்களுடைய தகுதி சொல்லுகின்ற முகம்மது அவர்களுக்கு கல்யாணம் முடிக்க வேணும் பார்க்க வேணும் சூழ்ந்திருந்து நம்முடைய மகன் மொஹமதுக்கு கல்யாணம் முடிக்கணும் அவர்களுக்கும் கல்யாணத்துடைய வயது வந்து விட்டது என்று குடும்பத்தார்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசும் பொழுது அப்படியான மஹமதுக்கு பெண் எங்க பார்ப்பது பெண்ணு எங்க கேட்பது என்பதாக எல்லாரும் ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் போது அபு தாலிப்பு அவங்களுடைய இல்லத்துக்கு தூது சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க வந்து பெண்ணும் கேளுங்கள் எங்களுடைய தந்தை இடத்திலே வந்து நீங்கள் பெண் கேட்டு வாருங்கள் என்று தூது சொல்லி அனுப்பி வச்சு அபு தாலிபுக்கு தெரிய வந்தது தெரிந்தவுடனே அப்படியான குவலீர் இடத்திலே சென்று பெண் கேட்க வேணுமே அவரிடத்திலே கேட்பதற்கு நம்மளுக்கு அதுக்குரிய தகுதியை வேணுமே அதே நேரத்தில் அவருடைய இடத்திலே சொல்லி சாதுரியமாக பேசி அவருடைய மனதை தெரிந்து கொள்வதற்கு தகுந்த ஒரு நாவ ஆற்றல் தகுதியானவர்கள் யார் இருக்கிறார் நம்முடைய குடும்பத்தில் என்று ஆலோசனை செய்து பார்த்தார்கள் அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுடைய குடும்பத்தில் அபுதாரி சகோதரர் அமீர் ஹம்சா சொல்லக்கூடியவர்கள் அந்த அமீர் ஹம்சா நாவையுடையவர்கள் பேச்சு திறமையுடையவர்கள் பிறருடைய பேச்சறிந்து பேசக்கூடிய ஆற்றல் பிடித்தவர்கள் அமீர் ஹம்சா இவர்தான் அவங்களை தான் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அதுபோன்று அமீர் ஹம்சா அவர்களைத்தான் எல்லாரும் ஒன்று கூடி குவநீர் இடத்திற்கு பெண்ணு கேட்கும்படியாக அனுப்பி வைக்கின்றார்கள் அதே நேரத்தில் ஹரிஜா பாட்டியார் அருமன் நபி அவர்கள் வியாபாரத்துக்கு சென்ற இடத்தில் அந்த எது கண்ணால காண்ட காட்சிகளையும் தானே சொல்லி அந்த சதிஜா நாயகி உள்ளத்திலே மிக்க மகிழ்ச்சி கொண்டு அப்பேர் கொற்ற அந்த முகமது அவர்களுக்கு நாம் துணைவியாக அவர்களுடைய இல்லத்தரசியாக இந்த உலகத்தில் நம்ம பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களாக வாழக்கூடிய தந்துள்ள வேண்டும் என்று இவ்வளவு காரியம் நடக்கின்றது குவலீதுக்கு சென்றதும் குபலீத் அவர்களைத்தான் நிக்க அன்போடு வர வேற்றி இருக்க செய்து அவர்களுக்கு வேண்டிய ஊன்றிய உபகாரங்களைத்தான் நினைத்து அந்த பெரியவர்கள் கேட்கின்றார்கள் இந்த அமீர் அப்சா அவர்களே பெரும் பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவரே அப்துல் முத்தலீஃபுடைய அருமை மகவே இந்த என்னுடைய இல்லத்திற்காக வேண்டி வந்திருந்த காரணத்தை நீங்கள் பகையுடனே சொல்லு இவ்வளவு தூரத்தை கடந்து நடந்து வந்திருக்கின்ற நோக்கத்தோடு என்று கேட்டார் அமீர் சொல்லுகின்றார் செல்வம் படைத்த சீமான் அறிவிலையும் மாற்றிலேயும் மிக்க சிறந்தவர்கள் நுட்பமான அறிவுடையவர்கள் ஆனால் உங்களிடத்தில் செய்தியை சொல்லிப் போகலாம் என்று வந்தேன் எங்களுடைய கூட பிறந்த சகோதரர் அப்துல்லா அவருக்கு ஒரே மகன் அவருடைய பெயர் தான் முகம்மது அவருடைய உண்மையை பற்றி அவருடைய நல்ல ஒழுக்கத்தை பற்றி அவர்களுடைய பண்பை பற்றி பாசத்தை பற்றி அவங்களுடைய நடைமுறையை பற்றி சொல்வதென்று சொன்னால் சொல்லி முடிக்க முடியாது அப்பேர் கொற்ற என்னுடைய அருமை சகோதரருடைய மகன் முகம்மது அவர்களுக்கு பெரும் சீமான் சொல்லுகின்ற சொல்லுகின்றார்கள் ஆகவே ஆனால நீங்கள் இந்த ஊர்ல முக்கியமானவர்கள் பெரும் தனவந்தர் செல்வம் படைத்த சீமான் நல்ல அறிவாற்றல் படைத்த உங்களுடைய வாயினால நீங்கள் எதை சொல்லுகின்றீர்களோ அதை நாங்கள் கேட்டு நடக்க வேண்டும் என்று கூடிய வாய்மையைக் கேட்க வந்தோம் வாய்ப்புடனே சொல்லி கேள்வி இதை கேட்டவுடனே பெரும் குறைச்சி தலைவராகிய ஹுபலீது ராஜா அந்த ஹுபலீது என்று சொல்லக்கூடிய பெரியவர் ரொம்ப மன மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷமாகி சொல்லுகின்றார் அமீர் ஹம்சா அவர்களே அப்படியே அவனை செய்யுங்க, உங்களுடைய மகான் முகம்மது அவர்களுக்கு கலியாணம் முடிக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் மன நிறைவோடு சமூகத்தோடு வந்து கேட்பீர்களே என்னுடைய அருமை கண்மணியான மகள் ஹதீஜாவை என்னுடைய ஆறு செல்வம் என்னுடைய கல்பு கனியாகிய ஹதீஜாவையும் கூடிய மகன் மகமது அவர்களுக்கு மனம் தருவேன் என்று மனமு வந்து சொல்லி நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தில் எல்லாருடைய மன சந்தோஷம் உண்டான என்னுடைய மகள் ஹரிஜாவே உங்களுடைய மகனுக்கு போய் சம்மதம் கிடைக்கிட்டு வாங்க இதை கேட்ட உடனே அமீர் ஹம்சா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பழம் நழுவி பாலில் விழுந்ததை போன்றிருந்ததா இதை கேட்ட உடனே ரொம்ப மன மகிழ்ச்சி அடைந்து குடும்பத்துல போய் முடிவெடுத்து அதுபோல அமீர் ஹம்சா மீண்டும் தான் நீ திரும்பி தன்னுடைய இல்லத்திற்கு வந்து தன்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாரையும் தான் ஒன்றாக கூட்டி சொன்னார்கள் அன்றவருடைய கிருபியை கொண்டு நோக்கத்தோடு சென்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைத்து விட்டார் குவலீர் அவர்களே தன்னுடைய மகளை மஹமது அவர்களுக்கு கல்யாணம் முடித்து கொடுப்பதாக மனப்பூர்வமாக வாக்களித்து விட்டார் ஆனால் நம்ம எல்லாரும் ஒத்துமையா போய் அவர் சொல்லி இந்த நாள் இன்னை தேதி கல்யாணம் மட்டும் நம்ம போய் கேட்டோம் அப்படியா சொல்லி எல்லாரும் ஆகவே உடனே அப்துல் முத்தலீப் அவர்களும் அதாவது அபு தாலிப் அவர்களும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் மற்றும் அவங்களுடைய குற்ற உறவினர்கள் அனைவர்களுக்காக ஒன்றாக சேர்ந்து ஒருங்கிணைந்து அதாவது குபநீருடைய குபநீருடைய வருகின்றார்கள் அதுகண்டு குவநீர் ரொம்ப சந்தோஷமாகி வந்தவர்களுக்கு தகுந்த முறையில் அறிவிப்புகளை தான் எடுத்து வைத்து அனைவர்களையும் தான் இருக்க செய்து விருந்து விசாரங்களை அடித்து ரொம்ப மனம் மன மன சந்தோஷத்தோடு சொல்லுகின்றார்கள் அப்துல் முத்தரிப்பினுடைய மக்கள்களே பெரும் குடும்பத்தை சார்ந்தவர்களே அதாவது என்னுடைய மகள் ஹதிஜாவை உங்களுடைய மகன் முகம்மதுக்கு நான் மனம் ஒழுத்துக் கொடுக்கின்றேன் ஆகவே நீங்கள் எல்லாரும் மன நிறைவோடு வந்திருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுகின்றேன் ஆகியதான் உங்களுடைய விருப்பங்கள் என்ன சொல்லுங்கள் என்று அதுபோலவே அனைவருக்கும் ஒரு ஒரே மனதாக சம்மதத்தை தெரிவித்தார்கள் இது தெரிஞ்ச உடனே சந்தோஷமாக சொல்லுகின்றார் அப்படியான கல்யாணத்தை வைத்துக் கொள்வோம் என்பதாக சொன்னதும் அது கேட்டு அவர்கள் ரொம்ப சந்தோஷமாகி வருகின்ற திங்களன்று முகம் அவர்களுக்கும் நாய்க்கும் கல்யாணம் என்பதாகத்தான் அவர்கள் மனநிறை சொன்னார்கள் இதை கேட்ட உடனே எல்லாரும் அவரவர்களுடைய தானே திரும்பி சென்றார்கள் அதுபோலவே சென்றதின் பின்பு மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் அந்த வருகின்ற திங்களை அந்த கல்யாணத்தினுடைய நன்னாளை எதிர்பார்த்து இருந்தால் மக்கள் அதுபோல வருகின்ற கல்யாணம் என்று குறிப்பிட்டதும் ஒன்று கூடி என்ன செய்கின்றார்களையானால் எந்த முறையிலே மக்கமா நகரத்தினுடைய வீதிகளை எல்லாம் அலங்காரம் செய்கின்றார்களே ஆனால் என் மகிழ்ந்து சந்தோஷமாகி என் மாணவர்களுக்கெல்லாம் அமரசராக இருக்கின்றான் என்னுடைய ஹபீபாகிய நபி முகம் அல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கும் உலகத்தில் கல்யாணம் முடிய போகிறது கல்யாணம் நடக்க போகிறது அந்த கல்யாணத்தினுடைய ஒரு நன்னாடை முன்னிட்டு அதாவது சொர்க்கோகங்கள் எல்லாம் அலங்காரம் செய்து நரகங்களையும் அள்ளி தெளித்து வானவர்கள் ஊழலின்கள் மொலாய கத்துகள் மன மகிழ்ச்சியோடு என்னுடைய ஹபீபி வாழ்த்துங்கள் என்று ஜத்துலாம் அவர்களுக்கு அல்லா வாக்களிக்கின்றார் அதை கேட்ட வானவர் வருவான் எட்டு சொர்களை அலங்காரம் செய்து ஏழு நரகங்களை தான் இழுத்து அடைத்துக் கூட்டி கபல கஸ்தூ அள்ளித்தளித்து மாணவர்கள் மலாய்கத்துகள் மற்றும் அந்த கல்யாணத்தினுடைய திருநாளை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் அதே போன்று மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் அந்த கல்யாணத்தினுடைய சிறப்பையும் அந்த கல்யாணத்தினுடைய விழாவையும் எப்படி சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அந்த மக்கமா நகரத்து மக்கள் என்ன செய்கிறார்களே ஆனால் எந்த விதமாக அலங்காரம் செய்கின்றார்களே ஆனால் அருமநாயகர் சொன்ன ஒரு கல்யாணத்தினுடைய விழாவை கல்யாணத்தினுடைய கண்காட்சியை பார்ப்பதற்காக வேண்டி அந்த மக்கம்மா நகரத்து மக்கள் எல்லாம் பந்தல் எல்லாம் அலங்கரிப்பார் உடனே வங்கரம்பே வாடமாவிங்க புலகுலையா நபிக்கு தெருக்களெல்லாம் மதம் ஜரித்த நன்னபிக்க கூலிடுவார் கோடி புண்ணியர் அகம் அதற்கு தரவிழத்தில் நாயம்மா சரந்தரம்மா நிஞ்சரியும் நகரத்தினுடைய வீதிகளை பார்த்தால் அந்த மணக்கோலத்தினுடைய ஒரு காட்சி கல்யாணத்தினுடைய பெருநாள் போன்று காட்சி அளிக்கின்ற மக்கமா நகரத்து வீதிகளும் மக்கமா நகரத்தில் அவரவருடைய இல்லங்களும் அலங்காரம் செய்யப்பட்டு எங்கு பார்த்தாலும் அந்த மணக்கோலத்தினுடைய காட்சி பூ பந்தல்களும் மலர் பந்தல்களும் அலங்காரம் செய்யக்கூடியவர்களும் இப்படி எங்கு பார்த்தாலும் ஏக அலங்காரமாக காட்சளிக்கின்றது சுபகானந்த அருமநாயகத்தினுடைய அந்த திருமண விழாவை பற்றி சொல்வதென்று சொன்னா இது போன்று எத்தனை கேசட்டுகள் பதிவு பண்ணாலும் அவங்களுடைய ஒரு புகழை பற்றி சொல்லி முடிக்க முடியாது அவங்களுடைய ஒரு அலங்காரத்தை பற்றி சொல்லி முடிக்க முடியபத்தார் எவ்வளவு சிறப்பான முறையிலே அலங்காரம் செய்யப்படுகின்ற அப்படி அலங்காரம் செய்யப்பட்ட அவர்களைத்தான் அவருக்குரிய குடும்பத்தார்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களை மணமகனாக அவர்களை மாப்பிள்ளை கோலமாக ஜோடிக்க வேண்டும் என்பதாக அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்கள் ஒன்று கூடி நடி பெறுமார் நபி முகமதின் முஸ்லப்பார் சொல்லுமதியுல்ல அவர்களை அலங்கரி தாய் எங்கள் அருமநாயகத்தை மாப்பிள்ளையாக ஜோடித்தாங்க அழகுக்கும் ஒளிவுக்கும் தெளிவுக்கும் எதை சொல்லி முடிக்க முடியும் அரும நபியினுடைய ஒரு திருமண வைபவத்தினுடைய சிறப்பு அவங்க குடும்பத்தால் எல்லாம் சேர்ந்து அதாவது உலகத்தினுடைய சம்பிரதாயப்படி மாப்பிள்ளையாக அவர்களை அலங்காரம் செய்து ஜோடித்து அவர்களை தான் இக்குதிரையின் மீது ஏற்றி மணப்பெண்ணாகிய வருவதற்காக வேண்டி மணமக்களை மணமகனை எந்த முறையோடு நாம் அழைத்து கொண்டு போக வேண்டுமோ அதுபோன்று அருமநாயகத்தினுடைய குடும்பத்தான்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அருமன்பி இம்மா பிள்ளை கோலமாக மக்கமா பவனியாக ீதியாக பவனியாக அழைத்து வந்தார் பய மா நகரத்தினுடைய வீதியாக மாப்பிள்ளை கோலமாக அருமனை பேச வர வேண்டிய நேரத்தில் இரு மருந்துகளிலும் ஆண்களும் பெண்களும் தானே கூடி நின்று அருமநாயகத்தினுடைய திரு ஜதாலியத்தை பேரொழிவை கண்டவர்கள் நின்றவர்கள் பார்த்தவர்கள் எல்லாம் போற்றி போடுகின்றார்கள் உலகத்திலே மிக பெரும் சிறப்பு பெற்றவர்கள் செல்வம் படைத்த சீமாட்டி அவர்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் இந்த உலகத்தில் பேரழகு படைத்த இரு நம்முடைய பெருமானார் இல்லத்து அரசியாக அவர்களுடைய வாழ்க்கை துணைவியாக இந்த உலகத்தில் அவர்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று சொன்ன பாக்கியம் அர்மநபியினுடைய பெரழகை கண்டவர்கள் காவர்கள் பார்த்தவர்கள் ஒரு வருகையை பற்றி சொல் என்று சொன்னா சொல்லி முடிக்க முடியாது அவ்வளவு பெரிய சிறப்பு அவ்வளவு பெரிய அழகு அவ்வளவு பெரிய கண்கொள்ளாத காட்சி இந்த முறையிலே இரு மரங்குகளும் சூழ்ந்து என்ன அந்த மக்கமா நகரத்து பெண்களும் ஆண்களும் கூடி இருந்து கொண்டு அவங்களுடைய பேரழகை பார்த்து என் புஷ்பங்களை மலர்களை தான் அள்ளி தூவி வருக வருக என்பதாகத்தானே வர வர்க்க கூடிய முறையில மா பிள்ளையை அழைத்து கொண்டு சென்று இடுவார் அனை when it's <laughs> பின்பியாயகர் சூரேகரின் சொல்லலா ஒலிவு சொல்லும் பவனி வருகின்ற ஒரு காட்சியை பற்றி அவங்க பவனி வரக்கூடிய அந்த ஒரு கண்கொள்ளா ஒரு காட்சியை பற்றி சொல்வதென்று சொன்னா சொல்லி முடிக்க முடியாது அவ்வளவு பெரிய சிறப்பு இப்படி அரும நபி அவர்கள் பவனி வந்து கொண்டிருக்கும் போது இது போன்று ஒரு அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்கின்றது அவர்களும் மணமகளுடைய நேரத்தில் நம்முடைய பெருமானார் நபி முகமதின் முஸ்லே கரீம் அரியம் வருகிறார்கள் என்ற செய்தியை அந்த மக்களுக்கெல்லாம் உணர்த்த கூடிய முறையில் காதவாளி வகித்துலைக்கு அவர்கள் கஸ்தூரிகள் கமர்ந்திடுமா